வணக்கம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் ஸோ இந்த ஒன் மினிட் சார்ட்டில் கால்ஸ் எப்படி வருது பெர்ஃபாமன்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்டில் மார்ச் தேர்ட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன் மினிட்ல நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு நமக்கு இந்த சார்ட்டில் கால் வரையில் சிக்னல் மாதிரியே இருக்கும் so இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ பை சிக்னல் வருது அப்படின்னா க்ரீன் கலர் ஆகும் செல் சிக்னல்னால் ரெட் கலர் ஸோ மார்க்கெட்டில் ரெண்டு சிக்னலில் நமக்கு இந்த Chart வந்து கால்ஸை மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் ஆகலாம் ஃபர்ஸ்ட் டாரெட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்டில் செகண்ட் டாரட் ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட் ரீ இன்ச்சில் வரும் கீழே ரெட் கலரில் ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் வந்துடும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் பார்த்திங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கேண்டில்னுடைய மூமெண்ட் அனலிஸ் பண்ணி அந்த இன்ட்ராடே பிரேக் அவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வரும் ஒன்றும் இல்லை மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா பைக் காலாகவும் கீழே வருது அப்படினா செல் காலாகவும் நமக்கு வந்து அந்த ப்ரேக் அவுட் ஆகிறப்ப கால்ஸாகவே வந்து நமக்கு ஜெனரேட் ஆகிட்டு வரும் மார்க்கெட்டில் நமக்கு மேலே போகுதுன்னு தெரியும் கீழே இறங்குதுன்னு தெரியும் பட் அந்த சுச்சுவேஷனில் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் எக்ஸிட் எங்கே ஆகலாம் இதில் தான் வந்து கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு ஏற்படும் இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும் நமக்கு பை அட் ஃபார்ட்டி தௌசண்ட் எயிட் ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு நைன் சிக்ஸ்டீனுக்கு நமக்கு இந்த கால் வந்திருக்கு ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இந்த பாயிண்டில் என்ட்ரி எடுப்பீங்க நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் டைம் இருக்கு சோ நமக்கு நெக்ஸ்ட் வீக் Thursday டே வரைக்கும் டைம் இருக்கனால அட் த மணி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்க அப்படினா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக 40 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் வந்து ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஃபார்ட்டி தௌசண்ட் நைன் இந்த ஒன் பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ண போகுது இதைத்தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் நமக்கு ஜெனட்டான பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுன்னு நம்ம வந்து சொல்லலாம் நயன் டுவெண்ட்டி செவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் ப்ரேக் வந்து கொடுக்குது இதில் ஃபஸ்ட்டு ஃபோர் மினிட்ஸ் வந்து மார்க்கெட் அந்த என்ட்ரி பாயிண்ட் அந்த லெவலில் தான் ட்ரேடிங் வந்து போயிட்டுருந்துச்சு ஸ்லோவாக ஏறுனாலும் டக் டக்குன்னு மார்க்கெட் ஃபஸ்ட் ஆர்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அடுத்த ஃப்யூ மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் கிட்டக்க செகண்ட் டாரட் ரேஞ்சையும் நமக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணுது ஸோ நமக்கு ஜென்ரெட்டானனுடைய பைக்கானனுடைய பர்ஃபாமன்ஸ் இன்னைக்கு இப்படி தான் இருந்துச்சு இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் இந்த சார்ட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் டெய்லி இதே மாதிரி கால்ஸை பார்த்து உங்களுடைய இன்ட்ராடே பண்ணணுன்னா வாட்ஸாப்பில் ஹே இன் ஒரு மெசேஜ் அனுப்புங்கள் நாங்கள் பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ